வணக்கம் நான் சித்தூர்புடிகேசு என்னுடைய ஸ்டைல் வந்து என்னடானா சொல்கிறது என்னுடைய தர்மம் நீ கேட்டு நடந்தினா ஓகே இல்லைன்னா அதுவும் கர்மம் அவ்வளோதான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இப்போ இந்த ஊரடங்குன்னு போடுறானுங்க இந்த ஊரடங்கு மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் அப்படின்னு கொடுப்பான் இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து எட்டு மணியிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படின்னு இருந்தது இப்போ ஒன்றாந்தேதியிலிருந்து காத்தால ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்குமா என்னோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு நதி ஓடி வருகிறது அந்த நதிக்கு குறுக்க அணை கட்டிட்ட எல்லா கேட்டையும் ஒரே முறை திறந்து விட்டால் என்னாக யோசிச்சு பாருங்கள் அந்த கருமந்தான் நடக்குது இந்த லாக்டவுனில் இப்போ இப்போ காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அவன் வசதியான நேரத்தில் அவனவன் வெளியே வரும்போதே டிராஃபிக் ஜாமு வெங்காயம் இதில் எல்லாத்தையும் லாக்டவுனுங்கிற பேரில் அணை கட்டி வச்சுக்கிட்டு ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு நாலு மணி நேரத்தை விட்டால் என்ன ஆகும் கூட்டம் அம்முது கூட்டம் அம்முது டிராஃபிக் ஜாம் இது ஒரு பாயிண்ட்டு இப்போ இதை கொரோனா கொரோனா பரவுதலை தடுக்கணும் இந்த சங்கிலியை உடைக்கணும் இப்போ கொரோனா வந்த பிறகு அது வேறு இம்சை அதெல்லாம் ரிஸ்க்கு சமாச்சாரம் அது வைத்தியம் ஒரு இம்சை மருத்துவமனையில் அந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அது இது எல்லாம் இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வேறு வேறு எது ஏதோ பிரச்சனை இல்லாமல் வருது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு வறுமுன்னர் காத்தல் வருமுன்னோர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னோர் வைத்தூர் போல பெரும் மாதிரி மொட்டையா மொத்தையா நாலு மணி நேரம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா என்ன ஆக எல்லா பாயா ரோட்டுக்கு வந்துடுறோம் ரோட்டுக்கு வந்துடுறோம் இப்போ நம்ம இந்த லாக்டவுன் போடுறதுடைய நோக்கம் என்ன ஜனடமாட்டத்தை குறைக்கணும் மக்கள் மத்தியில் அந்த டிஸ்டன்ஸ் தனிநபர் இடைவெளி அதை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இந்த பையன் தும்பணான்னா அவனுக்கு பல்ப் மாட்டிக்குது இவனுக்கு கொரோனா இருந்தால் இல்லை அவனுக்கு கொரோனா இருந்து அவனுக்கு தும்பினா இந்த நாய்க்கு பல்ப் மாட்டிக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து காலையில் ஆறு மணிலேருந்து கணக்கு வச்சுக்குவோம் ராத்திரி பத்து மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் அங்கே ஊர் ஆறு மணி நேரம் இங்கே ஊர் எத்தனை மணி நேரம் நாம் கணக்கில் வீக்கு கணக்கு போடுங்க எப்படியோ வந்து இந்த டவுனில் கார்பரேஷன்லாம் வந்து இந்த வார்டு வைஸ் டிவிஷன் இருக்கும் நான் வார்டுகளுக்கெல்லாம் வந்து என்ட்ரி கேட்டுன்றது ஒரு நாலோ அஞ்சோ இருக்கும் அங்கேயே வந்து ஒரு செக் போஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு இதப்பா காலையில் ஆறுலருந்து எட்டு வரைக்கும் இந்த வார்டு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் இந்த வார்டு நேரம் போதில்லையா ஒரு அஞ்சு அஞ்சு வார்டாக ரிலீஸ் கொடுங்க அப்போ வந்து மக்கள் கூட்டம் குறையும் சின்ன மேட்ரு சூட்சமத்தில் மோச்சம் இது கூட வந்து ஸ்பார்க் ஆகலைன்னா அது என்னடா மேட்டர்னா மெயின் வந்து ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு பிளான் பண்ணப்படாது ஃபீல்டுக்கு போகணும் இத்தனை நாள் எனக்கு கூட இந்த யோசனை வரல ஏன் நான் ஃபீல்டுக்கு போகலை என்ன வேலை இருக்குது இது ஒய்யாவில் நாம் என்ன காம்ப்ளெக்ஸாக கட்டி விட்டுருக்கோம் வாழை வாங்குறது இல்லை கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம்மா வட்டி வசூல் பண்ணுறோம் நானூறுரூவா செலவு அவ்வளோதான் அதனால் நமக்காக வயதாக போச்சு வயசாகிடுச்சி நம்ம ஆளுங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க தெரியல செத்து போயிட்டாங்களா உருவ விட்டு போயிட்டாங்களா வீட்டுக்குள்ளேயே அடங்கிட்டாங்களா தெரியாது எல்லாம் புதுசாக இருக்குது ஏன்னா கருமத்துக்கு ஏன் போகிறது அப்படின்னு போகிறது கிடையாது நேர்த்திக்கு தான் போன போகும்போது தான் வந்து அந்த டிராஃபிக் ஜாமு அந்த வெயில் யோசிச்சு பாருங்கள் இது சூட்சி மொத்தத்தில் மோச்சோம் நானும் கரடியாக கத்திக்கிட்டே இருக்கேன் நீங்கள் போகிறது தப்பான வழியப்பா போகிற போக்கு சரியில்லைப்பா இதனால் உபயோகம் இல்லைப்பா இப்போ இந்த ஜிஎஸ்டி மேட்டரை எடுத்துக்கோங்க இந்த ஜிஎஸ்டி மேட்டரில் நேற்றுக்கு தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அதாவது வரி வாங்கும்போதே ஸ்டேட்டுக்கு தனியாக சென்டருக்கு தனியாக போயிருக்கு ரெண்டு ஸ்டேட்டு தொடர்பு கொண்டு பாருங்கள் அது மட்டும்தான் வந்து சென்ட்ரல இருக்குது இப்போ ஒட்டுமொத்த வரியும் சென்ட்ரல் வெறும் கையில் முழம் போட முடியுமா முடியாது பைசா இருக்கணும் கையில் காசு வாயில் தோசை இது இந்த கவர்மெண்ட் செக்டார் எல்லாமே வந்து இந்த மாதிரி நாசமுத்து போகிறதுக்கு காரணமே வந்து என்னன்னா காசை முதல்ல கொடுக்க மாட்டாங்க என்ன முதல்ல கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் உடைச்சார் ஒய்எஸ் ராஜசேகர் இப்போ யோசிச்சு பாருங்க நான் வந்து ஒரு டெண்டர் போடுவேன் டெண்டர் போடும்போது நான் பேங்க் வட்டியும் சேர்த்து தானே போடுவேன் நூறுரூவா செலவு பேங்க் வட்டி ரெண்டு ரூபா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன் அதனால் ராஜசேகர் ரெட்டி என்னடா பண்ணார்னா அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் எதுக்கு இந்த அணை கட்டுற திட்டத்துக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ரீபெய்டு சர்வீஸ் வரணும் ப்ரீபெய்டு சர்வீஸ் வரணும் அப்போ தான் வந்து அரசு அரசு வேலைகளில் அந்த என்ன சொல்கிறது குவாலிட்டி இருக்கும் அதை வெட்டு போட்டு நீங்கள் இந்த மாதம் சப்ளை பண்ணு நாங்கள் ரெண்டு வருஷம் கழித்து காசை கொடுக்குறோன்னா எல்லாம் வேலைக்காகுமா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு இருக்குது இவனுங்கன்னா என் ரேஞ்சுக்கு யோசிக்கணும்னா ஒரு ஆயிரம் வருஷம் பிடிக்கும் போகல பா நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்